பதம் தாங்க ஏள்ள தன் தாமரைக்கு தகாது கோலோ ஜகமே ஜகமே விசுண்டா பித்தா குணம் கண்ட சுல கலா வல்ல சலா பண்ணி கல கலா நாடு சுவாய் தர பாடும் பணியில் பணி தருவாய் பங்கையா சனத்தில் போடும் பசுப்போறியே கண்தன சுமக்கு வல்ல சகா பொருளும் பொருளால் பொருள பொருண்டு என் பால் தூத்தும்படி நீ கடை கள்ளல்குளம் கொண்டு தொண்டத்தில் nai tamir sim phala mudam celikum val nam ka tum nai odima peide sakala kalah vanniye sakala kalah vanniye sakala kalah vanniye ாக மேற்பட்ட மன்னரும்ளவில் செய்வாய் படை போ முதலா வெண்கண்ட தெய்வம் பல கோடியுண்டேமோ விளம்பில் உன் தோல் உன் போல் கண் கண்ட தெய்வம் உலக सकल कला वल्लिये कंटन दैवम हुलगो सकल कला वल्लिये सकल कला